Once more subscribe வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நீங்கள் கேன் மாஸ்டர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கேன் மாஸ்டர் ஆப்பை பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அஸ்பெக்ட் ரேஷியோவில் ஒம்பது டிஷ்ட் பதினாறுன்றிருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் நெஸ்ட்டுன்றிருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இமேஜை ஆட் பண்ணிட்டு மேலே இண்டப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அந்த ஃபோட்டோ மேலே ஒரு தூர கிளிக் பண்ணிட்டு இதனுடைய கிளாரிட்டியாக கொஞ்சம் அதிகரிக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் வளசியில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் நீங்கள் அந்த அளவுக்கு இதில் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்ளை டு ஆல் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துக்கங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ இதில் நம்ம அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு ஃபோட்டோக்கு இடையில பிளஸ் சிம்பிள் இருக்காது அதில் நீங்க கிளிக் பண்ணுங்க இதில் ஆக்சன் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் கடைசியிலே பாருங்கள் அதில் வந்து ஆக்சிலேஷன் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதனால்தான் எனக்கு இன்ஸ்டால்னு காட்டுது இப்போ இன்ஸ்டால் பண்ண பிறகு பேக் கொடுத்துக்குங்க பேக் கொடுத்த பிறகு மறுகப்ஷன் கொடுத்தேன் இண்டாப்ஷன் கொடுத்த பிறகு இந்த ஆக்சிலேஷனில் ஓப்பன் பண்ணி ஒன் பை ஒன்னாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஆட் பண்ண பிறகு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் மேலே பாருங்கள் யாரோ இருக்காது டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் அது கொடுத்து உங்களுடைய மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் இதில் செட் பண்ணி சேவிஸ் வீடியோ கொடுத்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு பேக் கொடுத்துக்கோங்க ஒன் ஓர் பேக் கொடுத்துக்கங்க பேக் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் கிரியேட்னிவ் எடுத்துக்கங்க கிரியேட்னிவ் எடுத்து அஸ்பெக்ரைஸ் ஒம்பது ஸ்ட்ரெட் பதினாறுன்னு எடுத்து மறுபடியும் நெஸ்ட் கொடுத்துங்க நெஸ்ட் கொடுத்த பிறகு இதில் ஒரு பேக்ரவுண்டு இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் இடது பக்கத்தில் இமேஜ் இருக்குது அதில் போயிட்டு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிங்க செட் பண்ணிட்டு மேலே இண்டாப்ஷன் கொடுத்து மறுபடியும் நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்தளவுக்கு வீடியோ எடிட் பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு இதை அப்படி ட்ராக் பண்ணுங்க ட்ராக் பண்ணி விட்டுட்டு ஓகேங்களா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பண்ண போகிறோம் அதில் அன்றோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்து இருக்கேன் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கீங்க அதுக்கு லேயர்ல போய்ட்டி மீடியால போய்ட்டி டவுன்லோட்ஸ்ல போய்ட்டி நீங்க அதை எடுத்துக்கீங்க ஓகேங்களா அதை எடுத்த பிறகு நீங்க அது மேல ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு நீங்க வலசைல பாத்தீங்கனா இப்போ இதில ஒரு டெம்ப்ளேட் ஒன்னு ஆட் பண்ண போறோம் அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் குடுத்து இருக்க நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கீங்க அதுக்கு லேயர்ல போய்ட்டி மீடியால போய்ட்டி டவுன்லோட்ஸ்ல போய்ட்டி ஓகேங்களா அது நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு நீங்கள் வளர்ஸ் அது மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பாக்ஸ்மா இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அது நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுக்குங்க கொடுத்த பிறகு நீங்கள் அது மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்த பிறகு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணலை அந்த திருப்பி இதில் கொண்டு வர போகிறோம் அது வந்து கெயின் மாஸ்டர் அப்படிங்கிற நேம்ல சேவாயிருக்கும் அது வந்து இங்கே லேயரில் மீடியா போயிட்டு நேம் இருக்கும் போயிட்டு எடுத்துக்கிற ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு இதை நம்ம இந்த ஃபோனில் நம்ம செட் பண்ண போகிறோம் அதுக்கு மேலே பாருங்கள் டிஸ்பிளேயில் உங்களுக்கு எப்படி காட்டுது அதேமாதிரி காட்டும் அதில் வந்து மேலே பார்த்திங்கன்னா ஏறு அது ரொட்டேஷன் கீழே உள்ளது ஜூமிங் ஆப்ஷன் ஓகேங்களா மேலே உள்ளது ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மொபைல் ஃபுல்லாக கவர் ஆகும் மாதிரி செட் பண்ணி வச்சுங்க செட் பண்ணி இது பக்கத்தில் த்ரீ டாட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் சென்ட்டு பேக் இருக்கும் அதை நீங்கள் ஓகேங்களா கொடுத்த பிறகு இது உங்களுக்கு எந்தளவுக்கு தேவை நீங்கள் அந்தளவுக்கு இது ஜூம் பண்ணி வைங்க ஓகேங்களா ஜூம் பண்ணி செட் பண்ணி வைங்க ஓகேங்களா நான் இந்தளவுக்கு வச்சுக்கிறேன் வச்சுட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்தேன் டிக்காப்ஷன் கொடுத்த பிறகு நீத்து இதில் லைட் டெம்லேட் ஆட் பண்ண போகிறோம் அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிவிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அந்த லைட் டெம்லெட் எடுத்துக்கங்க எடுத்த பிறகு இதையும் அதே மாதிரி செட் பண்ணி வைங்க மேலே ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்கும் அதை ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மொபைல் அளவுக்கு ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மொபைல் அளவுக்கு ஜூமிங் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு அதே இடது பக்கத்தில் போயிட்டு அதே அதே மாதிரி நீங்கள் இடசைல திரி டாட்டில் போயிட்டு சென்ட் பேக் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா சென்டு பேக் கொடுத்துட்டு கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க அப்பதான் பார்க்கறதுக்கு செம சூப்பராகும் அப்புறம் மேலே இண்டாப்ஷன் அந்த இண்டாப்ஷன் கொடுத்து மேலே இது செட் பண்ண இது கொடுத்த பிறகு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம் நோ டெம்ப்லெட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு இந்த டெம்லெட்டே நீங்கள் எடுத்துக்கங்க இது வந்து ஹார்ட் டெம்லெட்டு இதை கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் அதை மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வளர்ச்சியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி மேலே ஆப்ஷன் கொடுத்துங்க கொடுத்த பிறகு நீங்கள் மறுபடியும் நீங்கள் அது மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் க்ரோமா கீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிச்சுங்க பிளே பண்ணி பாருங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும் இப்போ மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு லிரிக்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு அந்த லிரிக்ஸ் எடுத்துக்கங்க ஓகேங்களா எடுத்த பிறகு நீங்கள் வளர்ச்சி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறதால ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதை மாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரவை நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஓகேங்களா இது அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு அதே நீங்கள் மொபைல் கீழே கொண்டு வந்துட்டு அதே நீங்கள் இடது பக்கத்தில் த்ரீ டாட்டில் போய்ட்டு சென்ட்டு பேக் கொடுத்துங்க ஓகேங்களா சென்ட்டு பேக் கொடுத்த பிறகு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா சாக்கிறதுக்கு செம சூப்பராக இருக்கும் என்ன பண்ண போறோம் மீடியா போயிட்டு டவுன்லோட்ஸ் போயிட்டு அதை எடுத்துக்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதுமேல ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு வ வலது சைடு பார்த்தீங்கன்னா பாக்ஸமாக இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஸ் கொடுத்து மறுபடியும் நீங்கள் அதுமே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் டிகாப்ஷன் கொடுத்து வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு நமக்கு தேவையான வீடியோ ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு மேலே பாருங்க ஆரம்ப மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் அதை நீங்கள் கொடுத்துட்டு இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு அது பண்ணி ஓகே பாருக்காமல்லை வீடியோ பார்க்கலாம்